அனைவருக்கும் வணக்கம் கலைச்சல் பேசுறேன் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதிபதி குரு பகவான் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பாரு கேது ஞானத்தை கொடுப்பாரு இவரு போதிப்பாரு அறிவு திறமை சிந்தனை மோட்சம் நரே ட்ராவல் பண்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் நல்ல பிரில்லியா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி துணிச்சலாக இறங்குவாங்க மீன லக்னக்காரங்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதில் ஜெயிச்சு வின் பண்ணி வரக்கூடியது வந்து மீனந்தான் ஏன்னா இந்த மீன லக்னக்காரங்க எப்பவுமே வந்து சிந்தனைகள் அதிகம் மற்றவங்களுக்கு உதவுறதும் அதிகம் நிறைய ஹெல்பிங் ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் நிறைய மத்தவங்களுக்கு செய்வாங்க அதே மாதிரி நிறைய டிராவல் பண்றது பிடிக்கும் பண்ணிட்டே இருப்பாங்க இது எல்லாமே வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இப்ப மீன வீட்ல குரு பகவான் வர்றாரு குரு பகவான் நினைத்த காரையும் நிச்சயம் நிறைவேறும் அவங்களுக்கு நினைத்த பிடிச்ச வாழ்க்கை பிடிச்ச வேலை எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பூர்த்தி ஆகும் அவங்களுக்கு ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் குரு அவங்க இருந்தாருன்னா அவங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் நிறைவேறும் அதே மாதிரி தான் சொல்றதா நான் சொல்றதா ரைட்டு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் நான் தான் தான் சொல்ற விஷயம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்ல நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் எப்பவுமே இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இருக்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பார்த்தரலாம் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நிறைய அனுபவம் கிடைக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் கத்துப்பாங்க அதே மாதிரி பழகறதுலையும் சரி பலதரப்பட்ட மக்களை சந்திப்பாங்க பலதரப்பட்ட அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி மேஷம் வீட்டுக்கு குரு பகவான் வராருன்னா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் ஆபீசராவோ மில்ட்ரிலயோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இரண்டாம் இட தனஸ்தானத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் உங்களுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றது மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா மேஷத்துக்கு வீட்டுல இருந்ததுன்னா குரு பகவான் என்ன பலன் ரிஷப்பை வீட்டுக்கு குரு பகவான் புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கும் பேச்சாற்றல் நல்லா இருக்கும் தைரிய வீரியம் நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்துல அதே மாதிரி மீன வீட்டில் குரு பகவான் இருந்தாருன்னா மிதன வீட்டில் குரு பகவான் இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறுங்க ஏன்னா ஃபோர்த்து பிளேஸ் கேந்திரம் அதனால் டீச்சிங் லைன்ல இருப்பாங்க ப்ரொஃபசர் டீச்சிங் பேங்கிங் ஆடிட்டிங் இந்த மாதிரி படத்தரப்பட்ட விஷயங்கள் பேங்கில் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கும் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் தாய்வழி மூலமா இவங்களுக்கு வந்து ஆதாயங்கள் கிடைக்கும் கடக வீட்டில் குரு பகவான் உச்சம் அப்போ க மீன லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்ப பூர்வ புண்ணிஸ்தானம் அதனால முன்னோர்களோட பிளஸிங்ஸ் வந்து பரிபூர்ணமா இருக்கும் இவங்களுக்கு அந்த முன்னோர்களோட அந்த பாவம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்காது அவங்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால இவங்க எந்த விஷயம் எடுத்தாலுமே ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இவங்க பிள்ளைகளால பெருமை சந்தோஷம் குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்தது சிம்ம குரு பகவான் சிம்மத்துக்கு குரு பகவான் வரும்போது தேவையில்லாத மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் எதிரிகளால பிரச்சனை உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு கஷ்டங்கள் இதெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அடுத்தது கண்ணி வீட்டுல குரு அதே மாதிரி டீச்சிங் குரு வரும் போது பார்வையா அப்ப நல்ல ஒரு அறிவாற்றல் சிந்தனை தன்னம்பிக்கை தைரியம் கேந்திரத்துல இருக்கனால மத்தவங்களுக்கு உதவி செய்யறது அதாவது இவங்களுக்கு வந்து வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு நிர்வாகத்தில இருந்து இவங்க திருமணம் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க இவங்க மீன லக்னத்துக்கூட மனைவியா இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி மீன லக்னக்கான ரொம்ப உதவியா இருப்பாங்க ரொம்ப மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்கள அமையும் இவங்களுடைய ஸ்பௌஸ் சொல்றேன் நானு அடுத்து துலாம் வீட்டுக்கு எட்டாம் ஆறு எட்டு பன்னெண்டுல லக்னாதிபதி மறைய கூடாது மறந்ததுனா தேவையில்லாத வழக்குகள் வம்பு வழக்கு ஏற்படும் தேவையான விபத்துகள் ஏற்படலாம் ஆனா எங்க வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க போயிட்டு வரணும் அடுத்து விருச்சக வீட்டுல இருக்கு குரு பக்கம் வந்தாருன்னா என்ன விருச்சுக வீட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு யோகமா மாறுதுங்க செவ்வாயும் அங்க இருந்தாரு அப்படின்னா குருமங்கல யோகமா மாறிடுது அவங்க அவங்க நிச்சயமா வந்து பாலிடிக்ஸ் அதாவது அமைப்புகள் இருக்கு பட்டிமன்ற பேச்சாளராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த குரு வந்து விருச்சக வீட்ல இருந்தா இந்த பலன் இப்ப தனுசு வீட்டுல குரு பகவான் இருந்தாருன்னா இந்த இப்ப பத்தாம் இடம் தொழில்ஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி பெறாரு அப்படின்னா இவங்க நல்ல ஒரு அதிகாரத்தோட தான் இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு அதிகாரமான தெரிஞ்சுக்கு மட்டும் நிறுத்திக்கோதி ஜோதிடம் மட்டும் இல்ல அதுல நியூமனாலஜி இருக்கு நேமாலஜி இருக்கு ஜெம்மாலஜி இருக்கு சைனாலஜி இருக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள அடக்கம் நிறைய விஷயங்கள் இருக்கு பிரசன்ன பாக்குறது இருக்கு வாக்கு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இயல்பாவே இயல்பாவேற்றல் நல்லாவே இருக்கும் வாய்ப்புகள் டீச்சிங் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல குரு பகவான் நீச்சம் அடைகிறேன் நீச்சம் அடைஞ்சாலும் பத்துக்கு உண்ட பத்தாம் வீட்டுக்கு இரண்டாம் இடமா வருது அப்ப தனஸ்தானம் எடுத்துக்கலாம் பத்தாம் வீட்டுக்கு இரண்டாம் இடத்துக்கா வருது மீனலக்கணத்துக்கு பதினோராம் இடம் அப்ப லாபஸ்தானத்துக்கு தான் வர்ற நிறைய மீன லக்னக்காரன் வந்து இந்த லக்னாதிபதி குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வரும்போது இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருந்ததுன்னா சப்போஸ் உங்களுக்கு கோச்சாரப்படி வந்தாலும் சரி இல்ல உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சி குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அறிவாற்றல் சிந்தனை அதிகமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பேச்சாற்றலும் நல்லா இருக்கும் அந்த பதினோராம் இடத்துல குரு பகவான் வரும்போது சில விஷயங்கள் தெரிய வரும் ரகசியம் இந்த தேர்டை ஓபன் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா மூன்றாவது கண் அந்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம ஆத்மா வந்து உயிராத்மாவோட இணையிறது எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க திறனை வந்து அவங்க திறமையா அமைச்சுக்குவாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் அதாவது உங்களுக்கு கும்ப வீட்டுக்கு குரு பகவான் வளர்றது தேவையில்லாத விரயங்கள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் நைட்டு தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படும் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நிறைய தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் உதவியா இருப்பாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அதன் மூலயமா செலவுகள் ஆகும் அது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் என்னால செல்பா வந்து அவங்க குடும்பத்துக்குன்னு நிறைய செலவு பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்ததுனா கண்டிப்பா வந்து தேவையில்லாத செலவுகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜீவன் எனர்ஜி ஹீலிங் திருப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்